இன்னைக்கு டீசல் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபா தொண்ணூற்றி ஏழு ரூபா பெட்ரோல் வில நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாய் தாண்டிட்டு சென்றான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நரேந்திர மோடி போடுங்கிற சூட்டு விலை பன்னெண்டு லட்சம் ரூபா சுத்தாத நாடு இல்லை போவாத ஊர் இல்லை கலால் வரின்னு ஒன்று போடுவான் அது எதுக்கு போடுவான்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சாராயம் போன்ற விற்பனை அதிகமாக இருக்கிறது மக்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது விலையை உயர்த்துவான் அதில் தான் மக்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் இன்னைக்கு பென்டைய முடியாது மக்கள் பிரச்சனைக்காக போராடு மக்களுடைய வாழ்வுக்காக போரானக்காக போறானா மருத்துவ கல்லூரி என்ன சம்பந்தம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன மூன்று லட்சம் கோடி கலால் வரி எந்த இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து இன்னைக்கு டீசல் விலை தொண்ணூத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் பெட்ரோல் விலை நூத்தி பத்து ரூபாய் தாண்டிட்டு சென்றான் பத்திரிகை ஊடகங்கள்லாம் அதே போல எரிவாயு விலை கலைஞர் ஆட்சியில் இருநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் ஆனா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் விற்கிறான் மோடி சொன்னா இருநூத்தி ரூபாய் மானி நாங்க தரோம் உங்களுக்கு நீங்க எண்ணூறு கட்டி அறுநூறு கட்டி சிலிண்டர் எடுத்துங்க உங்களுக்கு பேங்கில் வந்துடும் உங்க அக்கௌண்ட்லன்னு ஆதார் கார்டாக கேட்டால் கொடுத்தோம் ஆனா இப்போ எவனுக்காக வருதா அந்த மானியம் கிடையாது ஒன்று செய்கிறது ஒன்று என்ன பண்றதுங்க நாடு அப்படி போயிடுச்சு நூத்தி முப்பது கோடி மக்கள் கொண்ட அந்த நாடு இந்த நாட்டுடைய தலைமை பிரதம அமைச்சராக இருக்கின்ற இந்த ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி போடுகின்ற சூட்டு கோட்டுடைய விலை பன்னெண்டு லட்சம் ரூபாய் சுத்தாத நாடு இல்லை போவாத ஊர் இல்லை ஆனால் விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு நீங்கள் குறிப்பாக கலால் வரின்னு இந்த நாட்டில் ஒன்று போடுவான் வாங்க வணக்கம் கலால் வரின்னு ஒன்று அது எதுக்கு போடுவான்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சாராயம் போன்ற விற்பனை அதிகமாக இருக்கிறது மக்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது விலையை உயர்த்துவான் அதில் தான் மக்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினைப்பான் ஆனால் இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு வந்து கலால் வரியில் கொண்டு உயிர்ட்டான் நாங்க என்ன சொல்றோம் கொண்டு வந்த நரேந்திர மோடி ஜிஎஸ்டி கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளிகளை விவசாய பெருக்குடி மக்கள் ஒழிச்சு ஜிஎஸ்டிய இந்த பெட்ரோலை கொண்டு வாங்குறோம் இந்த டீசலை கொண்டு வாங்குறோம் கொண்டு வாங்குறோம் இதை சொல்லக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அருமை அண்ணன் வேல்முருகனை தவிர வேற எவனுமே கிடையாது பேசுவான் முழு பூசணிக்காயிரத்துல அறுபத்தி மூணு கேட் ஒன்று ரெண்டு டோல்கேட் ஒன்று கூட தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது அத்தனை வரநாட்டுக்காரன் போர வச்சுடான் வேலை செய்யலாம் தமிழ்நாட்டுக்காரன் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்யலாம் சென்னை செங்கல்பட்டு போட்டு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஒரு விவசாயி தன்னுடைய குடும்பத்தில் யாரும் சரியில்லை எப்படி வரையும் கட்டிட்டு போட்ட பிறகு எப்படி போக முடியும் இதெல்லாம் கண்டிக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த வகையில் முப்பாட்டம் காலத்தில் போட்ட ரோடுறான் உனக்கு யார் ரோடு கொடுத்தது எதுக்கு சுங்கவரி சுங்கவரி கட்ட முடியாது சுங்கவரி கட்டு குழ முடியுள்ள தன்னுடைய தலைவரை ஆயிரம் பேர் உளுந்தூர்பேட்டை கட்டை அட்டிச்சு ஒரு உன்னதமான ஆழ்வில் உள்ள தலைவன் அந்த மேல்முருகன் வேற எவனா சொல்ல முடியுமா போரான மருத்துவ கல்லூரி ஊழல வழக்கு உள்ள போயிட்டு இருக்கார் ஆனா எங்க அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மக்களுக்கான வாழ்வுரை பிரச்சனை அது ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை சரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையாக மட்டுமல்லாமல் நாகை மாவட்டத்தில் இருக்கிற கதிராமங்கம் நீ தேன் திட்டமாக இருந்தாலும் சரி அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குடி ஹைட்ரோ கார்பன் திட்டமாக சரி அது ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோவை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை போடுகின்ற கைட் திட்டமாக சரி தொடர்ந்து கொள்ள கொடுக்கின்ற ஒரு தலைவர் தேனி அம்மரப்பர் மலையிலே கொண்டு வருகின்ற திட்டமான நியூட்ரோடா திட்டமாக சரி புதிய வேளாண் சட்டம் திட்டமாக சரி எதிர்த்து ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன் கிடையாது மோடி சர்க்கார் நேற்று மிகப்பெரிய நாசகார திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஆயுள் காப்பீட்டு தனியாருக்கு தாரை வாழ்பதற்கு இந்த மத்திய மோடி சர்க்கார் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களை தாய்மார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் லட்சம் கோடியில் உருவாக்கம் லட்சம் கோடியில் திட்டம் இருநூறு கோடி இருநூறு கோடி சொத்தை கொண்டது ஐம்பது லட்சம் வாடிக்கையாளர் கொண்டது பொது காப்பீட்டு ஆயில் நிறுவனம் அதை தனியாருக்கு தாரை பார்க்கணும் அதனால தான் தாடி வளர்கிறம் எப்படி அடிப்படை பிரச்சனை என்ன அதை சொல்லு அதுக்கான முயற்சிடு அதுதான் நீங்க செய்யணும் வரும்போது என்ன என்ன நிலை எழுபத்தி கோடி கலால் ஆனால் இன்று என்ன என்ன மூன்று லட்சம் கோடி கலால் வரி லட்சம் கோடி கலால் வரி எங்க கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொரோனா நிதி வாங்கினீங்க டேரக்ட் நிதி வாங்கினீங்க அது எங்களுக்கு வெள்ள கொடுங்கடா தடுப்பூசிக்கு கொரோனா தடுப்பூசிக்கு உற்பத்தி பண்ணி கொடுங்க உள்ள தமிழன் மகன் ஸ்டாலின் மட்டும்தான் மோடி அரசாங்கம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் என்ன இருந்து தாய்மலை ஒன்னு புரிஞ்சுங்க தமிழர் வேலை தமிழருக்கு என்ற உயரிய நோக்கத்தை கொண்டதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற சட்டமன்றத்தில் எங்களுடைய முதல் பேச்சு முதல் கண்டிப்பா பேசினானா பேச நாங்க என்ன சொல்றோம் உரிமை கொண்டாடு பாட்டாளி மக்கள் கட்சி நிலக்கரித்துறைய கையில வச்சு வருஷம் அமைச்சராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த கடலூர் மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துருங்க முடியாது இதெல்லாம் சொல்லாமல் செய்கின்ற ஒரு தலைவரான் அண்ணன் முத்தமனன் வேல்முருகன் அவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அரசு போக்குவரத்து வருஷம் ரயில்வே துறையை கையில் வச்சிருந்தீங்க பன்னிரெண்டு வருஷம் ஒன்றா ரெண்டா பன்னிரெண்டு வருஷம் எவனுக்காவது இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு மன்னனுக்கு ஒரே ஒரு கல்லுத்தி போற கடைசி வேலை கொடுத்துருப்பீங்களா எல்லாம் விட்டுப்பா கொண்டாடி எங்களுக்கு என்னன்னு காட்டுறோம் எவடாவது மட்டும் வெட்டி விடுவோம் ஜாபத்தில் வச்சுங்க சும்மா பூச்சாண்டி மட்டும் பேர் மாடுறாங்க தலைவர் சொல்றதுக்காக கட்டுப்பட்டு இருக்கோம் சும்மா முகநூல வாசா என்னடா என்னடா நீங்க பண்ணி கிடைக்க என்ன பண்ணி கிழிச்சுட்டீங்க நாட்டுல என்ன செஞ்சிருங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு என்னைக்காக வேலை ஒருத்தனுக்கு என்பது லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டது லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம் மாபெரும் இயக்கம் தமிழக கட்சி என்பது நினைக்க முடியாது சொல்றாரு மன்னீர் சொல்லு சொல்றாரு புதிய வேளாண் சட்டத்தை நாங்கள் எதிர்போமுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக நிலை என்ன புதிய வேளாண் சட்டத்தை ஆதரிக்கிறியா எதுக்குரிய ஆதரிக்கிறாட் எதுக்குரிய ஆதரிக்கிறியா சொல்லுவா பாப்போம் சும்மா உள்ள உட்காந்துக்கிட்டு அதிகம் பேசிக்கிட்டு என்ன வேலைங்கிற இப்ப ஜெயிலுக்கு போயிருப்பீங்க அடுத்தது அர்த்தம் சொன்னாங்க சொல்லி தேர்ந்த சும்மா பூச்சாண்டி கா எதிர்பார்க்க மாட்டோம் பேச்சல மாட்டோம் வேற வழியே இல்ல சும்மா ஒரு ஆளுங்கட்சியில அரசு கட்சியில ஒரு நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அவ்வளவுதான் எனவே நரேந்திர மோடி சர்க்கார் ஒன்றிய பிஜேபி அரசு தொடர்ந்து நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டில் திரித்து வருவதை தமிழக வாழ்வு கட்சி ஒருபோதும் பார்த்து மாட்டோம் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் அண்ணன் வேல்முருகன் இந்த மாவட்டத்துக்காரர் இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் தெரியுதா நீங்க எல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற தொழிலாளர் தெரிஞ்சீங்க நம்ம தலைவருங்க ஒருத்தர் நம்ம ஊருக்கார அவர் கூட நிக்க யார் கூட போய் நிற்க போறேன் வேற யாரு கூட நிற்க போறீங்க உங்களுக்கான அடிப்படை வாழ்வுரிமை பிரச்சனையை தீர்த்துக்கூடிய தலைவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் வேற யாரும் சொல்ல முடியாது எனவே நீங்கள் அனைவரும் வடலூர் பெருநகரத்தில் வாழ்கின்ற இந்த பெருநகரத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்களே வர்த்தக பெரியவர்களே பெரியோர்களே தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே உங்களை இணைத்துக் தொடர்ந்து தமிழர் வாடு உரிமைக்காக மட்டும் இது சாதி மதத்திற்கு எதிரான கட்சி அரசியல் கட்சிக்கும் எதிரான கட்சி அல்ல ஒரு பொதுவான தொடர்ந்து நீங்க அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நல்லதொரு நன்றியை இடம் சாருகின்ற நன்றி வணக்கம் வருகை புரிந்த அனைத்து தோழர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கூறுபாடு வடலூர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் முருகன் அவர்களை அழைக்கிறேன் பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஊடகத்துறை காவல்துறையாளர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் நம்பதான